போட்ட உடனே தண்ணி பத்து மணிக்கு மேலும் நடக்குமா அப்படின்னு போல பிடிக்கிற வேலையான செய்ய மாட்டா டே சாதாரண வேலைக்கு போறதுக்கு இதுக்கு என்னடா சிஸ்டம் குண்டதைக்கு போட்டா சாப்பிட்டேன் கதையில முன்னாடி போயிட்டீங்க ஜாயின் தண்ணி வந்து அந்த சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போட்ட தண்ணி பத்து மணிக்கு மிளகும் ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து சிஸ்டம் சிஸ்டமில் போட்டால் நடக்கும் இப்போ எவ்வளோ ஒருத்தனை வந்து நீங்கள் அம்ப வச்சு இப்படி போகுதுங்க அம்ப வச்சு போட்ட உடனே புதிடு ஆகாது பட் அது இது நீங்கள் அந்த வில்லில் வச்சு இழுத்து அடிக்கிங்கன்னா அது போகும் என்ன தட்ட சிஸ்டம் அந்த பவர் அது கிடைக்கும் அம்பது தான் ஆனால் சும்மா போட்டால் போகுது அந்த சிஸ்டம் அந்த பவர் தான் கிடைக்கும் அதே மாதிரி கன்று என்ன சொல்லு து துப்பாக்கியோட தோட்டா தோட்டா தூக்கி போடுங்க எவ்வளோ சாப்பிட்டோம் பட் அது இது நீங்கள் கன்னில் போட்டு அடிங்க ஆளு காலி எவ்வளோ பெரிய சரக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம தூக்கிட்டு மலையில் போக முடியுமா போக முடியாது பட் இன்ஜின்னு காரு லாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஐட்டத்தை வச்சு அது பாட்டு சருதுன்னு போகும் பட் அது உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் தூக்கி கொண்டு போயிடும் சிஸ்டம் பாக்ஸ் தினமும் வேலைக்கு போகிறது வந்துட்டு தண்ணி தூக்கி ஊற்றுறது நெட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறது தட்ஸ் சிஸ்டம் அது உள்ளே போட்டாச்சுன்னா நேராக பத்து மணி அடிச்சு தூக்கி தள்ளி போகும் ஒருத்த நாள் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்னா சாதாரணமாக சந்தாரிக்க முடியும் பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம்னா பட் அதை இப்படம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து இரும்பு பறக்கும்னா நம்ப மாட்டோம் நம்பலை ஓகே சம்மந்தமில்லாமல் ஃபோனில் பேச முடியும் அப்படின்னா அதெல்லாம் நம்பலை நம்ம முதல்ல நம்ப மாட்டோம் சிஸ்டம் பட் அந்த சிஸ்டம் வேலை செய்யும் சிஸ்டம் வந்து பற பறக்கும் ஐநூறு பேர் அறுநூறு பேர் மொத்தம் மத்தி கொண்டு நம்மளால் பறக்க முடியும் எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளை மட்டுமே நம்பியிருக்கோ அது வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நீ போலான் செத்து போயிடுச்சு நான் போலான்னா பிஸ்னஸ் ஓடாது எந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்மள நம்பி மூணு பர்சன்ட் தொண்ணூத்தேழு பர்சன்ட் மக்களை நம்பியிருக்கோ அதாவது அடுத்தவங்கள நம்பியிருக்கு நம்மள நம்பி இல்லை அதாவது அதோட இயக்கம் இயக்கம் வந்து அதுக்கிட்ட கொடுத்துட்டிங்க அது ஓட ஓட ஓட அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பறக்கும் அதுதான் சிஸ்டம் அதுதான் நெட்டமாக சாதாரண நம்ம போய் ஏதாவது காஃபி குடிங்க அப்படின்னு டிவியில் ஆடுபட்டால் ஒருவே பார்க்க மாட்டான் அது ஒரு செலிபிரிட்டி பண்ணாங்கன்னா பார்ப்பாங்க ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணதுக்கு அவரை அவரை நம்பி அவரை பயன் பண்ணதுக்கு அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அவரோட கனெக்ஷன்ஸ் அவ்வளோவே இருக்காங்க நமக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கோ நமக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும் நம்ம எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம் அவ்வளோ அவ்வளோ வேறு பார்க்க முடியும் அவ்வளோ மரியாதை நம்ம இருக்கோம் நம்ம கிட்ட ஆள் பிடிக்கிற வேலையான செய்ய மாட்டேன் டி உனக்கு எவ்வளோ பேர் ஒன்றை ஃபாலோ பண்ணுறாங்க நீ சொன்னால் எவ்வளோ பேர் கேட்பாங்க அதை பொறுத்து தான் நமக்கு நம்ம லைஃப்பே மாறும் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது இது இதுக்கு சொல்லுங்கள் சாதாரண வேலைக்கு பொறுத்த இதுக்கு என்னடா சிஸ்டம்னா சாதாரண கிளாஸில் தண்ணி ஊற்றுற மாதிரி நெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து மோட்டரில் தட்டி வச்சு பத்து மணிக்கு மேலே ஏற்றுகிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் சும்மா குண்டத்துக்கு போட்டால் ஒன்றும் சாப்ப மாட்டான் துபாயில் போட்டாடி ஆள் காலியாக இருக்கும் இன்ஜின் இவ்வளோ தூரத்துக்கே டிராவல் பண்ண முடியுமா முடியாது மாட்டு வண்டியை கட்டிகிட்டு எவ்வளோ போவோம் பட் சிஸ்டம் இருக்குது அதில் ஏறா சரன்னு அடித்து போயிட்டே இருக்கலாம் அது இப்போ தாண்டி எத்தனை கிலோமீட்டருக்கு லூப்லாம் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா இரு நிமிஷத்தில் பெங்களூர் டு சென்னை சிஸ்டம் பவர் என்னென்னு சொல்லுங்கள்